நற்றிணையின் வெற்றிப்படிகள் அதற்கு பதிலாக காகிதப்பை துணிப்பைகளை பயன்படுத்தலாம் நெகிழிப்பைகளை பயன்படுத்தவும் உற்பத்தி செய்யவும் அரசு தடை விதித்துள்ளது மேலும் நல்ல சுகாதா‌ரத்தை பாதுகாக்க வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் சுற்றுப்புற சூழல் தினம்